இன்றைக்கி நம்ம சேனலில் நவதானிய மிக்சர் இதுதான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நவதானிய மிக்சருக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு ஐநூறு கிராம் அரிசி மாவு நூறு கிராம் பலகார சோடா உப்பு மிளகாய்த்தூள் வெள்ளை சுண்டல் நூற்றி ஐம்பது கிராம் பச்சைப்பயிர் நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிர் நூற்றம்பது கிராம் கொள்ளுப்பயிர் ஐம்பது கிராம் நிலக்கடலை நூற்றி கருவேப்பிலை இப்போ இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பயிர்கள் எல்லாமே எட்டு மணி நேரம் ஊறிருக்கணுங்க நீங்கள் நைட் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு காலையிலே ரெடி ஆகிடும் இப்போது ஒரு கடாயை வச்சு என்ன ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு அல்சி மாவு பழகர சோடா உப்பு இதெல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும்னு நம்ம இந்த சின்ன அச்ச தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓமப்பொடிக்கி இப்ப மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அது வேகிற வரைக்கும் நல்லா விட்டுருங்க இப்ப நம்ம பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்க போட்டு எடுத்து வச்சிருக்கோம் தட்டை நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எண்ண்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இப்போது நம்ம தட்டைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போது அதோட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன போட போகிறோம்னா கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்து நம்ம அதோட மிக்சருக்கு சேர்த்துக்கலாம் வெள்ளை சுண்டல் போட்டிருக்கோம் வெள்ளை சுண்டல் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நிலக்கடலை ஆட் பண்ணியாச்சு இதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம மிக்சரோட இப்போது சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கொள்ளு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அது மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து பச்சை பயிர் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் இப்போது பச்சை பயிரும் ரெடி ஆயிடுச்சு நம்ம மிக்சரோட சேர்த்து ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போது உப்பும் மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் காரம் தேவையானவங்க மிளகாப்பொடி போட்டுக்கலாம் காரம் வேணாங்கிறவங்க மிளகாப்பொடி போடணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் சாய்ஸ் தான் இது மிளகாப்பொடி உப்பு போட்டம் போட்டோம்னா இனி டேஸ்ட் ஜாஸ்தியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியான முறையில் நவதானிய மிக்சர் ரெடி